here கேப்பட்டு கரேன் கூட விட்டு கூட பாய் காதலால பொறுத்தான் அவர இன்னு குஞ்சதானு பொறுத்தான bure naart sire te mangalaal verati bure naank khalaman khondra pade te ne manni khaya manni kahi pukam karavina hai tai tai paate daru mein hai ho mer khale pahunche mul mudhi pirind pahoga nai ch vare neeram Even it tan no earth... Okay. Thank you so much. Uh, I think in my live I will have to say more than anything.